அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவேன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேன் குரு பயிற்சிக்குண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் எப்ப பயிற்சி ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு அதே மாதிரி வாக்கியப்படி பாத்தீங்கன்னா பதினோராவது மாதம் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வந்து வாக்கியப்படி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இப்ப ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணத்துக்கு உண்டான பழங்களை இப்ப பாக்கலாங்க ரிஷப ராசிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்லேயே இப்ப வந்து ராகு பகவான் உக்காண்டிருக்காரு உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்காது மூக்கு தொண்டை தலைவலி இது பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு கண்டிப்பா அத அதை பேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் கோர்ட்டு வம்பு வழக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க அதுல கேஸ்ல போய் மாட்டிருப்பீங்க சில இன்னல்கள் சிக்கல்கள் வீட்டுல குழப்பம் அதாவது உடல் ரீதியான பிரச்சனையும் சரி மன ரீதியான பிரச்சனையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா ரிஷப வீட்லயே இப்ப கோச்சாரப்பாடி ராகுபகம் உட்காந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருக்கு கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் தைரியமா இருங்க அஹ் இப்ப வந்து மேஷ ராசிக்கு வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுல வந்து பாதகாதிபதி பதினோராம் இடம் சொல்லிருக்கேன் சரம் சிரம் உபயம் அதை வச்சுதான் நம்ம வந்து பாதகாதிபதியை கண்டுபிடிக்கிறோம் ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் வீட்லயே இருக்கிறதுனாலதான் இந்த உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து போகும் அதனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அனைத்து விதமான பாகியங்களும் கிடைக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு பாகிஸ்தானாதிபதியும் அவர் தான் தன் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா அனைத்து விதமான செல்வங்களும் பாகியங்களும் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் இலுபரியா தான் கிடைக்கும் ஏன்னா அது பாதகாதிபதி இடம் இல்லைங்களா ஒன்பதாம் இடம்ன்றது இவங்களுக்கு ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அது பாதகாதிபதி அது வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமா ஏதோ ஒண்ணு போன ஒரு பிரச்சனை வர மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இந்த குரு சனி பகவான் பயிற்சி ஆனவாட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப குரு பகவான் பயிற்சி பத்தி இப்ப பாக்கலாம் ஒன்பதாம் வீட்டுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் நீச்சத்துலதான் இருந்தாரு அது உங்களுக்கு ஃபேவரபிள் தான் குருக்கும் சுக்கருக்கும் ஆகாது அசரகுரு தேவகுரு கரெக்டுங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம்ன்றது ஆயுள்ஸ்தானம் பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் இந்த ரெண்டு வீட்டுக்கு உண்டான அதிபதி தான் யாரு உங்களுக்கு குரு பகவான் குரு பகவான் இப்ப பத்தாம் இடத்துக்கு வராரு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னே சொல்லாங்க ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வரும்போது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை அதாவது பொருளாதார ரீதியாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா பயங்கர டெவலப்மெண்ட்டு இருக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எதிர்பார்க்காத ஒரு பணவரவு உங்களுக்கு வரும் அதே மாதிரி குடும்பஸ்தானம்னு குடும்ப ஒற்றுமைகள் பிரச்சனைகள் சண்ட சச்சரவு எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் எது யாருக்கு சொன்னாலுமே அது பலிதமாகும் ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வந்து இரண்டாம் இட தனஸ்தானத்து குடும்பஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பாக்கிறதுனால வாக்குஸ்தானத்தையும் பாக்கிறதுனால நீங்க எதுவும் நடக்கும் நல்ல விஷயங்களை சொல்லுங்க எதுவும் யாரையும் வந்து நீங்க சொல்ல மாட்டீங்க சபிக்க மாட்டீங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான் ரிஷபராசி பொறுத்தவருமே வந்து ரொம்ப அமைதியான இருக்கக்கூடியவங்கதான் ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்க ஆனா அந்த ரிஷபராசியை லக்னக்காரங்கள்லயும் அந்த அந்த வீட்டுல ரிஷப வீட்டுல உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் சனி ராகு கேது இருக்க கூடாது இருந்ததுன்னா கொஞ்சம் கடினமா பேசுவீங்க அடுத்த மனசு காயப்படுற மாதிரி பேசுவீங்க அதாவது நல்லா கேட்கோங்க சனி பகவான் செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் வந்து அங்க இருக்க கூடாது இருந்தது அப்படின்னா உங்களோட சொற்கள் வந்து கடினமா இருக்கும் மற்றவங்களுக்கு உங்களுக்கு ரிஷப வீட்டுல ஒண்ணும் இல்லை அப்படின்னா நீங்க சாஃப்ட் நேச்சரா தான் இருப்பீங்க ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களா கொஞ்சம் சாஃப்டாதான் இருப்பீங்க என்ன சுக்கரனோட ஆதிக்கம் சாஃப்டா இருப்பீங்க எப்படி எப்படி நெளி நெழிவு சுழிவு உங்களுக்கு தெரியும் மேஷ ராசிக்காரங்களுக்கு தெரியாது டைரக்டா போய் மோதுவாங்க பேசுவாங்க ஓப்பன் டாக் ஆயிருக்கும் மேஷத்துக்கு ரிஷபத்துக்கு நல்ல டைஷபம் பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருந்துதான் காரியத்தையும் நீங்க சாதிப்பீங்க எந்த இடத்துல சைலண்டா இருக்கணுமோ அங்கதான் சைலண்டா இருப்பீங்க ரொம்ப பேச்சு திரும்ப உங்களுக்கு அதிகமா இருக்கு இப்ப நான் சொல்றது எதாவது மற்றும் லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரொம்ப நல்லா பேசுறாங்க போல்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிஷப வீட்டுல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் இருந்தா மட்டும் நீங்க அந்த மாதிரி பேசுவீங்க அப்படி இல்ல ரிஷப வீட்ல எதுவும் இல்லைன்னா அதாவது ரிஷப வீட்டுல இருந்து ரிஷப லக்னமா இருந்தா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இல்லைங்களா மிதன வீடு அதுல ராகு கேதுவோ சனியோ செவ்வாய் இருந்தா நீங்க பேசுவீங்க கடினமா பேசுவீங்க அத பாத்துக்கோங்க அடுத்து வந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பாக்குறாரு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பகவான் நீச்சமான நீச்சமாய் இருந்தாரு அது உங்களுக்கு ஃபேவரபிள் தான் ஆனா சனி அந்த இடத்துல உட்காந்துருக்கனால பாதுகாதிபதி தன் வீட்லயே உக்காந்துருக்கனாலதான் உங்களுக்கு இவ்வளவு சிரமங்களும் கஷ்டங்களும் உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பிரச்சனைகள் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் அதில் அவது கண்ணு காது மூக்கு தொண்டை எல்லா பகுதி தலை ஹெட்டு எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது வழி வேதனைகள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இனிமேல் பிரச்சனை இல்லை ஏன்னா குரு பகவான் பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு வராரு அதாவது கும்ப வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறாரு குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கும்போது தாய் ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தாய்க்கு நீங்கள் தாய் கூட இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இது நாள் இருந்தது அப்படின்னா இனிமேல் பிரச்சனைகள் இருக்காது நல்லா இருப்பாங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா குரு பகவான் டைரக்டா நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும் வண்டி வீடு வாகன யோகங்கள் இருக்கு பழைய வண்டி இருந்தால் கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க கார் இருந்தா மாத்துவீங்க வீடு கட்டுற அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடு கட்டின வீடா வாங்குறதுக்கான கட்டுறதுக்கான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி நிலம் இல்லாதவங்க கூட கண்டிப்பா இந்த தடவை இடமாவது லேண்டாவது வாங்கணும் அப்படின்றத மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் கண்டிப்பா வாங்குவீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்துளா இருக்கு வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் கார் இல்லாதவங்க இப்ப புதுசா கார் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு கார் எடுக்கலாம் நாலாம் இடத்த வந்து குரு பகவான் பாக்குறதுனால அடுத்தது ஆறாம் இடம் கடன் பிரச்சனை இனி இருக்காதுங்க நிறைய கடன் வச்சிருப்பீங்க அது மூலியமா மன ரீதியான குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த கடனை வந்து படிப்படியாக நீங்க குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கறாரு ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதிரியால் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும் இந்த பிரச்சனை படிபடியா படிப்படியா படிப்படியா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லாமே நீங்கிடும் அடுத்தது குரு பக்கம் வந்து ஏப்ரல் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஏப்ரல் மாதம் வந்து அதிசார குருவா வருவாரு அப்பயும் உங்களுக்கு பேவரபிள் தான் நீங்க பயப்பட தேவை பதினோரா லாபஸ்தானத்துக்கும் வரும்போதுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இப்ப தொழில்ல வந்து குரு வந்து உட்காந்துருக்காரு தொழில் ஸ்தானத்துல அதாவது பத்தாம் மணி தொழில் ஸ்தானத்துல உக்காண்டிருக்கனால புதுசா ஒரு முயற்சி எடுக்கிறது ஆன்மீக சுற்றுலா போறது இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா போறது அதிகமா சாமி கும்புறதுக்கான வாய்ப்புகள் ஸ்பிரிச்சுவலுக்கு அதிகமா நீங்க வர்றதுக்கான சான்சஸ் இந்த டைம் நிறையாவே இருக்கு ஆனால் தொழிலில் மாற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறுதல் பண்ணி மாற்றம் பண்ணி நீங்க அது முன்னேறதுக்கான சான்சஸ் வந்து இது ரைட் டைம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் opportunity கிடைக்கும் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது மாதிரி அனைத்து விதமான பாகியங்களும் ஒன்பதாம் இடம் தந்தை அனைத்து விதமான பாகியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இயல்பாவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு தந்தைஸ்தானம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஒன்பதாம் இடம் தான் தந்தைஸ்தானம் பாதகாதிபதியும் அவர் சனி பகவான் தன் வீட்டில் இப்ப இருக்கிறதுனால அப்பாவுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்பாவுக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் வருது இதெல்லாம் வந்து இது ஏற்படும் இந்த காலகட்டம் அதாவது ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இது இயல்பாவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பாவோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்காங்க மத்தபடி இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கண்டிப்பா இந்த ரிஷபராசிக்கு கண்டிப்பா கொடுக்கும் இந்த ஆண்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க